தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு தமிழையும் தமிழரையும் இழிவாகப் பேசும் எவராயினும் அவர் இரண்டும் கேட்டார் மட்டுமல்ல தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் நிலத்துக்கும் இரண்டகரே ஆவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு தமிழுமல்லாத கன்னடமுமல்லாத கலப்பாள மொழியை அதாவது கலப்பிரர் என்கின்றனே அந்த மொழியை இன்று வரை விட்டுவிடாமல் வீட்டு மொழியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற தங்களை கன்னடர் என்று நம்பிக்கொண்டிருக்கிற கலப்பாளர்களே திருந்துங்கள் ஒன்று தமிழராய் வாழுங்கள் அல்லது கன்னடராய் மாறுங்கள் ரெண்டுங்கெட்டோராய் இருப்பது